ஐயா வணக்கங்கய்யா வணக்கம் நம்ம அமிர்தின் ஐயா அவரோட கேள்வியை வந்து பிரிச்சு பார்த்துட்டு இருக்கோம் அவரோட கேள்வியில பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமானது பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லை தலைவலி சரி உறவுகள் சரியில்லை அப்புறம் பொருளாதார பிரச்சனைகள் இப்படி எல்லாம் சொல்லி வராருங்கய்யா இப்படி இந்த இதெல்லாம் பிரச்சனைகள் அப்படின்னு வார்த்தை ஆய்விட்டு சொல்லிடுறோம் அந்த அந்த பிரச்சனைய உள்ளுக்குள்ள வந்து எப்படிங்கயா இது வந்து பின்னப்படுது அது பிரச்சனையா எப்படி மனசு வந்து உள்ளுக்குள்ள அந்த அந்த என்ன நடக்குது அதாவது போட்டேன் ஒரு தோத்தங்கிட்டா இருங்க சினிமா ப்ரஜெக்டர் ஓடிக்கிட்டே இருக்குமான பிரபஞ்சத்தினுடைய மொத்த பதிவும் வந்து ஆன்ம பொருள்ல இருந்து ஓடிக்கிட்டே இருக்கு சரியா இது புரிஞ்சுதா ஆன்ம இருந்து இதுக்குள்ள வந்து லேயர் லேயரா ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் இன் ஹியூமன் பீயிங் வந்து புத்தி சரிங்களா இந்த இடம் இங்கேதான் பூத கண்ணாடி இருக்குன்னு சொல்றேன் இதுக்கு பின்னாடி இதுதான் ப்ரொஜெக்டர் சப்போஸ் இதுதான் ப்ரொஜெக்டர் எந்திரம்னு வச்சுக்கோங்க இது ப்ரொஜெக்டர் எந்திரம் இது வந்து ஆன்மபொருள் ஆனால் இந்த ப்ரொஜெக்டர் எந்திரத்தையும் இயக்க வைப்பது எது எலக்ட்ரிசிட்டி மின்சாரம் மின்சாரம் கண்ணுக்கு தெரியாது அதுக்கு ஃபிலிம்ல என்ன ஓடனாலும் என்ன இருக்கு நல்லா புராண படம் ஒன்றாலும் என்ன லேட்டஸ்ட்டு காமெடி படம் ஒன்றாலும் என்ன ஸோ அது வந்து எதை வேணா ஒளிர்விக்கும் ப்ரொஜெக்ட் பண்ணோம் ப்ரொஜெக்ட் பண்ணும் சரி இந்த ஊடகத்தை பத்தி தான் நம்ம எல்லாமே இது பண்றோம் அதுதான் உள்ளு இப்ப கூட நீங்க கேட்ட கேள்விகள் என்ன உள்ள என்னையா நடக்குதுங்க உள்ள நீங்க வந்து இந்த புத்தியில கற்ப கோடி வருஷமா நீங்க நிறைய கூடுகளில் புரியுதா இதுல வந்து இதுக்கு முன்னாடி இருப்பது புத்திக்கு முன்னாடி இருப்பது மனம்னு வச்சுங்க இதை இது வந்து மனம் சரிங்க இதுக்கு முன்னாடி இருப்பது அஞ்சு புலன்கள் ஞான புலன்கள் புரியுதுங்களா ஞான அதுக்கப்புறம் வந்து இது வந்து கர்ம புலன்கள் இந்த இடத்துல கர்ம புலன்கள்னா என்ன கை காலு வாக்கு அப்புறம் குதம் அப்புறம் பிற பொறுப்பு எல்லாத்துக்கும் வேலை இருக்கு கிளியரா செக்ஸாக என்ஜாய் பண்ணுறதுக்கு பிறப்புறுப்புற மா எல்லையே இல்லீங்க இது வந்து கர்ம புலன்கள் வச்சுங்க இதுதான் கர்ம புலன்கள் அஞ்சு இது மூலமாக மொத்த பிரபஞ்சமும் ஒரு தனி மனிதனுக்கு இருந்துகிட்டே இதுதான் குத்துதே கொடையுதே என்ன பண்ணுது அதாவது எல்லா உறவுகள்லாம் இது எல்லாம் எல்லாம் நல்லவங்களா இருக்குது எல்லாம் அன்பா இருக்குது அப்படி இப்படின்ட்டு எல்லாமு ரக ரக ரகமா நுணுக்கமா கர்ம ஞான புலன்களால பல கோடி உடல்கள்ல டைம்லஸா அனுபவித்த அனுபவங்கள் எல்லாம் கர்ம வாசனைகளா இந்த புள்ளியில புத்தில ஜனிக்குது புத்தில என்ன இருக்கு கர்ம வாசனைகள் அதாவது செயல்பட்ட அனுபவங்களை ரக ரகமா அப்ஜெக்டிவ் போட்டு எதிர்மறை சொல்றது கூட புரியுதா இவங்க நல்லவங்க ஐயோ அவங்கிட்ட வச்சுக்கவே வச்சுக்காதீங்க அப்படின்ற ஹெட்டிங்ல இருந்து தன்னை பத்தி உலகத்தை பத்தி பொருள்களை பத்தி பத்தி இதுக்கு மையமா இந்த கர்ம வாசனைகள் இரட்டை உணர்ச்சிகளுக்கு வேலை பண்ணும் கரெக்டா அவனை கோட்டை விட்டுறோம் புரியுதுங்களா அவனை யாரும் உணரவும் உணர்றது இல்ல எனக்கு எங்க பாராஜன் பாவிக்கிறோம் அடிக்கிறோம் நம்மள சோ இந்த கூத்துக்கு காரணம் அந்த இன்ஃபுளு இருந்துகிட்டே இருக்கு கர்ம வாசனைகளுடைய இரட்டை உணர்ச்சிகளுடைய இன்ஃபுளுஸ் நான்ல இருந்துகிட்டு இருக்கேன் புத்தி தான் ஸ்தானம் போருமா புத்தி நான் உடைய உடனே வாங்கி தரேன்னு சொன்ன அப்படின்னு நாலு மணிக்கு விடுக அதுவும் துக்கம் தானே அதுவும் புத்தி தானே அதுவும் மனத்துல இனங்களா ஓடிக்கிட்டு இருக்கா இல்லையா அந்த மனத்துல ரமேஷுக்கு அவங்க அப்பா வாங்கி கொடுத்துட்டாரு இவருக்கு அவனுக்கு வந்து நாளைக்கு இன்னைக்கு வாங்கிட்டுன்னு தராராம் அவனுக்கு அடுத்த வாரம் வாங்கி தரேன்ட்டாரு நீ சொல்லிகிட்டே இருக்கேன் வாங்கி தரா மாதிரி பேசுறே தவிர எனக்கு வருத்தப்பாடு இல்லை அப்படின்னு இந்த மனத்துல எண்ணங்களா இருக்குல்ல இப்போ குழந்தை கூட அப்புறம் இந்த ஞான கர்ம புலன்கள்னால அதெல்லாம் உண்மையா பார்க்கறான்ல ஸோ மொத்த ப்ரொஜெக்ஷனும் ஆழ்ந்த உறக்கத்துல ஆன்ம கரண்ட் மாதிரி கரண்ட் தெரியாது எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸ் தெரியாது எலக்டோமேக் எல்லாம் கூட பொருள் சர்வ பிரம்மாண்டமும் இனிமே வரப்பட எத்தனை கோடி வருஷம் வந்து இந்த பூமி இருக்க போதோ இந்த சூரிய மண்டலம் இருக்க போறதோ அத்தனை காலமும் அத்தனை பொய்களும் இதிலேருந்து பிரதிபலிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது இதனோட சக்தியினால் எது ஆன்ம பொருளினுடைய சக்தியினால் அப்படின்னா இமைகள்லாம் என்ன சன நேரம் புத்தியை அப்படியே மறைச்சு மனத்தை அப்படியே அல்லல் படுத்தி உலகத்தையும் அதே சமயத்தில் சத்தியமாக்கி அங்கே போட்டா இவனையும் உலகத்தையும் ஓயாமல் போராட வைக்கிறத தவிர வேறு என்ன இருக்குது சரி இது எங்கே போகுங்க ஆன்மப் தனியா இல்ல ஆன்ம பொருள்னால தான் இவைகள் அனைத்துமே வந்து பிரதிபலிக்கப்படுகின்றன ஆன்மபொருளுக்கு பிரதிபலிச்சு தெரியாது அப்படின்னா ஜீவனுடைய கடமை என்ன ஆகுது அவனுக்கு என்ன பொறுப்பு வருது இது எப்பவும் ஆடின்ட்டு இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுலயும் அவருக்கு இப்படிதான் இருந்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயும் இப்படிதான் இருக்கு நாப்பத்தஞ்சு வருஷம் கழிச்சும் இப்படிதான் இருக்கு இன்னும் என்னைக்கோ வரைக்கும் நம்ம எல்லாம் போறோம் இல்ல கடைசி மூமெண்ட் வரைக்கும் இதே தான் நடந்துக்கிட்டு இதுதான் உலகம் பட் இதுவே பிரதிபலிப்பு என்ன பண்ணுவீங்க சரி இவன் சந்தேகத்தோட உச்சிக்கு வந்துட்டான் அதனால உடனே என்ன பண்ணுவீங்க நிஜமாவே நீங்க நல்லாப்பா வாங்கி கொடுக்கணும் தான் நினைச்சிருக்கீங்க ஆனா வந்து இவன் சந்தேகத்துக்கு உச்சிக்கு வந்ததுனால அவன் துக்கப்படுறான் அந்த துக்கத்தை போகணும்னா என்ன பண்ணுவீங்க பப்பாறு மணி நாலு மணி அந்த கடக்காரனாம் கூட தூங்கிட்டு இருப்பான் அவன் எல்லாம் ஒம்போது பத்து மணிக்கு தான் வருவான் நான் இன்னைக்கு ஒரு அரை நாள் லீவே போட்டுறேன் நீ நானுமா போவோம் உனக்கு என்ன பேட்டு வரும் வாங்கிக்குவான் சொன்னால் முடிஞ்சுதான் இல்லையா அந்த மாதிரி இங்கே வந்து இது எல்லாமுமே கூத்து பிரதிபலிப்பதெல்லாம் உன்னை வந்து ஆட்டிட்டு போகுது நீயே ஆட்டத்துக்கு உட்பட்டிருக்கிறாயின்னா உன்னை சுயநலமாக உபயோகிக்கின்ற மனைவியோ மகளோ சமுதாயமோ அனைத்து தரப்பு மக்களும் அவங்க இன்னும் அறியாத கூட்டத்துல உச்சில நிக்கிறாங்களா இல்லையா அவங்களுக்கு பிரதிபலிப்பு கூட தெரியாதே நீங்களாவது ஏதோ சுபா வாசனைகள் வீழ்ச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல போனீங்க ஏதோ விதத்துல ஆன்மீகத்தை தேடிக்கிட்டே இருக்கீங்க ஒரே பிரச்சனை என்ன ஆயிப்போச்சு இதனால் வரைக்கும் இந்த சச்சங்களை கேட்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்நியமா புத்தி உலகத்துல தேடி இருப்பீங்க கரெக்டா வந்தது கணவன் என்ன திட்டினாலும் சரி மனைவி என்ன திட்டினாலும் சரி யாரு என்ன பண்ணாலும் சரி நானே பிரதிபலிப்பு அப்போ இந்த பிரதிபலிப்புக்குள்ள நடக்கிற இன்னொரு திட்டுதல் துக்கப்படுத்துதல் சோதனைக்குள்ளாதுதல் தாக்குதல் இதெல்லாம் இப்படி மெய் மெய்யாயிடும் புரியுதா சோழ காட்டு பொம்மையில பறவைகள் பார்த்து தான் பயந்து போகும் அது அவன் தானே வச்சு பயன்படுத்தறான் இப்ப இந்த பொம்மை நம்மளுக்கே தெரிஞ்சு போச்சு இது பழைய வேகத்துல வந்துகிட்டு இருக்கு தெரிஞ்சு போச்சா இல்லையா இதுவே ரிலீஃபா இல்லையா இந்த தெரியறதுக்கு உண்டான ஒரு ப்ராசஸ்தான் நம்ம என்ன சொல்றோம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதான் நான் சொன்னது அதாவது புத்தின்ற பூத கண்ணாடி மூலமா பழைய வாசனைகள் கற்பகோடி வருஷமா நீ பிடிச்ச ஒரு பறவை என்ன நினைச்சுக்குது நெல்மணிய வழக்கமா திருடிந்துதே திடீர்னு பார்த்தா ஒரு ஆள் அப்படி நிக்கிறான் அதுக்கு தெரியாது அறிவு கிடையாது சோழ காட்டுப்போன்னு தெரியாது அது அது அடிக்காதுன்னு தெரியாது ஆனா காத்துக்கு சோழம் இப்படியும் அப்படின்னு சோழம் இதனோட பய உணர்ச்சி வந்து உட்காரும் போது பறவைகளும் ஓடுது பய உணர்ச்சி அதனால வந்துதான் இங்க வந்துதான் எல்லாமுமே நம்ம கிட்ட இருந்து வருது எல்லாமுமே காணல் நீர்கள் சகல பிரபஞ்சமுமே காணல் நீர் இப்ப நீ வந்து என்ன பண்ணுவ யாரையுமே கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது ரொம்ப நல்ல வாண்ட நல்லா வாங்கிற அப்படின்றது ஏதோ காமெடியில் வருது இல்ல அந்த மாதிரிதான் நிறையவே அடிப்பாங்க அடிச்சாலும் வந்து அடிக்கு அடிச்சதுனால நீ துன்பமே உர முடியாது ஏன் உள்ள ஆள் இல்லை புத்திலே அருகதையா நான் இல்லைன்றத நம்ம இப்ப சொல்றோம் அருகதையா சொல்றோம் உணர்ந்து சொல்றோம் தீட்சை எல்லாம் கொடுக்கல அப்படியே எடுத்தே வைக்கிறோம் தனி ரூமே கிடையாது ஐம்பதாயிரம் கட்டினா இந்த பக்கம் வா ஒரு லட்சம் கட்டின இன்னும் கிட்டவா நீ மடியிலேயே உட்காந்துக்கும் அஞ்சு லட்சம் கட்டினா அப்படி இல்லாம இல்லை எல்லாமே இங்க வெளிப்பட இட்இஸ் அப்படி பண்ண முடியாது அப்படி இல்லை அப்படி இல்லாத நீ எப்படி பண்ணிட்டு இருக்க ஆனா இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு இருக்க இந்த குழப்பங்களும் இவருக்கு அவரை இப்படி திசை திருப்பத்துக்கு காரணமா போயிடுச்சு எல்லாமுமே அடிப்படையில் அங்கே இருந்து வருது அற்புதமான அந்த செயலைதான் நம்ம ஆரம்பிச்சோம் என்ன செய் மனத்தின் உருவை மறவாது உசாவ மனமென ஒன்றில்லை உந்தி பர மார்க்கம் நேராகும் இது உந்திபர எழுதிடுவோம் மனத்தின் உருவை மறவாது ஒன்றில்லை மார்க்கம் நேராகும் இது இதே செய்வ என்ன பண்றாங்க அவங்க அவங்க காபி பேஸ்ட் அவங்களோட இன்டர்பிரேஷன்ஸ் புரியுதா அவங்க ஆராயல உள்ளுக்குள்ள ஆராய்ஞ்சு மெய்ப்பொருளை உணர்ந்து சொல்லும் பொழுது என்ன ஆகுது அப்படியே தத்துவமே வெளில வந்து உழுது ஆனா உலகத்துல நடக்கல இது வரைக்கும் நடக்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மேல நடக்கல ஏன்னா வந்து எப்பேற்பட்ட வெயிட்ட கொடுத்திருக்காரு தெரியுமா மனத்தின் உருவை மறவாது ஊசாவ இந்த மறவாதுன்ற வார்த்தை என்ன மனம்ன்றது நெனப்பு மரப்பு வேற என்ன இருக்கு சொல்லுங்க தூங்கும் போது காத்தால இருந்த மூடு என்ன சாப்பிட்டீங்கன்னு யோசிப்பீங்களா இருக்கா இதுக்கு ஒரு வடிவம் இருக்கா என்னையா வடிவம் கொண்டது அப்படின்றதுல இன்டென்ஸ் பாரு அனுத்தின் ஒரு உருவை மறந்துடாத ஒட்டுமொத்தமா பாரு கத்தால எழுந்துலேருந்து பாரு நேற்று ராத்திரி சோகமா படுத்தின்றியோ சந்தோஷமா படுத்துண்டியோ அதையும் இப்ப தொடர்ந்து பாரு நேற்று ராத்திரி சோகமா படுத்தினேன் இப்ப என்னமோ காரணக்காரியம் இல்லாம வேற மாதிரி இருக்க எல்லாம் போயிட்டே இருக்கு காலம் மாதிரி போகுது காட்சிகள் மாதிரி மறையுது தோன்றுது இருக்குது மறையுது இருக்கும்போது தோன்றி இருந்து மறைக்கிறதுக்குள்ள ஒரு ஆட்ட ஆட்டிட்டு போயிடுது ஏன்னா நான் தானே ஆட அதுக்கு வந்து பயப்படணும் நான் உடைய உடமைகள் தானே எல்லாம் நான் உடைய குழந்தைகள் தானே எண்ணங்கள் உணர்ச்சிகள் எல்லாம் இரட்டை உணர்ச்சிகள் எல்லாம் விசாரிக்கிறதுனா எப்படிப்பா விசாரிப்ப மறந்து மறந்த இன்ஸ்டால்மெண்ட்ல போய் ஆசிரமத்தில் போய் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் லைஃப் டொனேஷன் உன் சொத்தியே எழுதி வச்சு உட்காந்துக்கிட்டு அவர்கிட்ட இல்லையே கிடைக்காதே எப்படி கிடைக்கும் புரியுதா இவர் என்ன சொல்றதே கிடையாது உணர்ச்சிகள் உங்களுடைய எண்ண ஓட்டங்கள் காட்சிகள் ஆடியோ வீடியோ தாக்குதல்கள் அதுல இருக்கிற இரட்டைகள் குழப்பங்கள் சந்தேகங்கள் இதை தவிர நீங்க யாருதான மனம் அதுதான மொத்த ஊரு இதை வந்து நீ மறக்காம உன்னையே நீ ஒன்னு விசாரிக்கணும்னா வெளியில போய் விசாரிப்பியா எங்கயாவது போய் உட்காருவியா யார்கிட்டயாவது அதை இதை புத்தியில ஐடியா வாங்கிப்பியா புது ஐடியாவை திருப்பி அது புது புதுசா எடுத்ததாதானே இருக்கும் புதுசு உள்ள குத்துத கொடையுதுன்னு கொடையுமே சோ சகஜமா பண்ண வேண்டியத காம்ப்ளிகேட்டா வேற இங்க ஆன்மீகமே விழிப்பு நிலைக்கு வந்துடுச்சு புரியுதா வெறும் விழிப்பு நிலையில கடை திறந்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்க அப்படி கிடையாது இது டுவெண்ட்டி என்னையே நான் பை செவன் அதுதான் மறவாதுன்ற வார்த்தை செலிச்சுட்டு இருந்தேன் இப்ப வந்து ஏதோ ஒரு படத்துக்கு வந்திருக்கேன் படம் ஒரு என்ன ஃபீலிங்ன்னு தெரியல அது ஃப்ரெண்ட்ஸ்னால எனக்கு வந்த ஃபீலிங்கா இல்ல படத்தினால எனக்கு வந்து ஃபீலிங்கா வேற சூழ்நிலைகள்னால வந்து ஃபீலிங்ஸா எதுவுமே ஒண்ணும் தெரியாதா இருக்கும் புரியுதா அது ஏறிச்சுன்னா அந்த புகையை ஏறிச்சுன்னா அந்த புகைய வந்து சத்தியம்னு நினைக்கிறது அந்த செழிப்பை சத்தியம்னு நினைக்கிறது கரெக்டா இப்படி பண்ண முடியாதுப்பா அதுக்கு நீ உள்ள உட்காந்தாங்கணும் உள்ள ஓயாம இருக்கணும் இதுக்கு வேலையோட வேண்டாம் அங்கதான் பியூட்டி பகவான் புரியுதா என்னுடைய பிராரம்பைய் நான் வந்தேன் காட்டுக்கு இங்க வந்தேன் திருவண்ணாமலைக்கு வந்தேன் நீங்க எல்லாம் அப்படி வரணுன்ற அவசியம் இல்லை ஆனா உங்க தள்ளை அப்படி எழுந்ததுன்னா கண்டே பிடிக்காம இங்க வந்து உட்காந்துட்டு இருப்பீங்க புரியுதா நான் கண்டுபிடிச்சிட்டேன் அத மீறி பிராரப்தான் வந்து உட்காந்த எனக்கு கூட அவசியம் இல்லைன்றார் அவரு அதனோட அவசியம் இல்லைன்றது நீங்க பார்த்தீங்கன்னா அருணாச்சல அக்ஷரமண மாலை பூரா தெரியும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு தன்னை காதலியாகவும் கைவிடப்பட்ட அவலை பெண் போல மனைவியாகவும் நினைச்சு அருணாச்சல கணவனா நினைச்சு கிட்டத்தட்ட வாழ்க்கையை குடும்பமே நடத்தி காமிக்கிறாரு அவரை பார்த்தா கோவனதாரி துறவி சன்னியாசி மகரிஷி இப்படி சொல்லுவோம் சுக மகரிஷிக்கு நாலஞ்சு பொண்டாட்டியா புரியுதா இங்கே வெளி விஷயங்கள் சம்மந்தப்பட்டதே இல்லை அவங்க உள்ள வந்து மீன் ஞானியாக அதனால தான் வெளி எதுவுமே சம்பந்தம் கிடையாது இங்கே என்ன சொல்றாரு டோட்டலாக உள்ள நிற்கணும் அதுக்கு தான் நம்ம என்ன சொன்னோம் சும்மா இருப்பா அதுக்கே வந்து எனக்கு வந்து தனியாக வந்து சாயந்தரம் அஞ்சுலேருந்து ஆறு நான் உட்கார்றதுக்கு தயாரு அதுதான் எனக்கு டைம் அப்போ வந்து என்னங்க உலகத்தை பத்தி வச்சிருக்க ஒப்பீனியன் உறவுகளை பத்தி வச்சிருக்க ஒப்பீனியன் உலகம் உறவுகள் அத்தனையும் ஈகோய் வந்து மிரட்டுறதும் உருட்டுறதும் போட்டி போடுறதும் பொறாம கொள்றதும் பணம் கொடுக்காம இருக்கிறதும் கை விடுறதும் நம்பி துரோகம் பண்றதும் இது ரொம்ப சகஜமா இருக்கணும்ல இங்க காட்டுல துஷ மிருகங்கள் வந்து தெரிஞ்சு இருக்கு உருவத்தோட இங்க எல்லாம் மனித ரூபத்துல அப்படித்தானே இருக்கும் அதை விட பாட ஃபீல்டு எங்க இருக்க முடியும் ஞானிகள்லாம் இதை ப்ரிஃபர் பண்ணுவாங்க யாருக்கு வந்து நல்ல திடமான தெளிவான ஞானம் வருமா தெரியுமா குடும்பத்தில் சூழ்நிலை சரியே இல்லை ஆனா இருப்பார் ஓட மாட்டார் போடுமா என்ன ஃபீல்டு அது மொத்த குடும்பமும் சரியில்லை ஓகே சரியில்லை என்னென்ன ஞான சாதகமே பண்ண முடியாது பட் ஞான சாதகம் எதுவும் பண்ண முடியாம துக்கப்படுத்துதோ அதுதான் ஃபீல்டு அப்புறம் பணமே இல்லை ஆரோக்கியமும் இல்லை பயமான பயம் உயிரே போயிடுமோ ஆனாலும் தவிப்பு இருக்கு சரணாகதி இருக்கு கண்கிட்ட அன்பு இருக்கு ஆனா உலகம் புரிஞ்சுக்கல ஏன்னா அது அன்பு இல்லாம இருக்கு அதனால இவர்கிட்ட இவர் காமிக்கிற அன்பு எல்லாம் போராது புரியுதா அதனால அடிக்கும் துன்புறுத்தும் ஒரு ஜடபரதர் ஒவ்வொரு ஜென்மத்திலயும் மாறி மாறி வராரு கடைசியில வந்து பரதர்னு பேர்ல புறக்கிறாரு ஏன் ஜட அவருக்கு பேரு சே அவர் வந்து எல்லாரோட ஏச்சு பேச்சையும் அப்படியே வாங்கிப்பார் அப்புறம் கெட்டதே தெரியாது பண்ணிக்கிட்டே இருப்பாரு அப்படின்னா என்ன உணர்ச்சிகள் இல்லாம இல்ல யாருக்குமே உணர்ச்சிகள் இல்லாம இருக்காது புரியுதா அதுல வந்து ஞானிக்கு எப்படி இருப்பாங்க கடந்தே இருப்பாங்க அவங்களுக்கு தெரியுங்க இவன் வந்து ஏமாத்தறதுக்கு வந்திருக்கான்னா ஏமாத்துன்னு சொல்லிட்டு பேக்கெட் எப்படி காமிச்சுன்னு வைப்பாங்க பொருமா எடுத்துக்கோ எனக்கு தெரியல நீ எடுத்துக்கோ எனக்கு தெரியாது இது ஏமாத்தப்பட்டதா புரியதா இது ஏமாத்தப்பட்டதா இல்ல எல்லாத்தையும் கழிக்கிறார் ஒட்டு மொத்தமா வேற என்னத்தை தான் சொல்றது இதுதான் சொல்லணும் எந்த இடத்துல கஷ்டம் துக்கம் நீங்க உட்காங்கும் போது மகளோ மனைவியோ தம்பியோ கணவனோ அப்பாவோ அம்மாவோ பாசோ வெளி சமூகமோ எல்லாம் பேசினதெல்லாம் வரப்பது இதை தவிர வேற ஃபீல்டு என்ன இருக்கு இந்த பீல்டெல்லாம் நீங்க பண்ணவே மாட்டீங்க ஆன்மாவும் வேண்டாம் சோ படம் போட்டு கொண்டு வந்த அந்த பொருட்கள் தான் வந்து நிஜமான வழிகாட்டுபவர்கள் துக்கங்கள் எல்லாம் பேரருள் பணம் இல்லைன்னா நிற்கதையா நிக்கப்போற உள்ள இன்னைக்கு வந்து ஒன்பது மணிக்கு நான் என்னத்தை சொல்றது அந்த கடங்காரனுக்கு வந்து கத்த போறான் அப்படின்னு இருந்ததுன்னா அது என்ன நிர்கதித்துவம் அப்ப ஆக்சுவலா வந்து உடுங்குவல்லை என்னால கொடுக்க முடியாதுங்க அவனும் வந்து பயங்கரமான ராட்சசன் இதுதான் நிலவரம் இன்னைக்கு நான் வந்து சும்மா இரு பண்றேன் இதுதான் ஃபீல்டு இவங்கதான் பண்ணும் ஃபர்ஸ்ட் நீ உள்ள பாக்கற இல்ல யார் அடிபட போக போகிறவன் யார் அவன் மூலமாக திட்டு வாங்க போகிறவன் அவ அவமரியாதைக்கு ஆட்பட போகிறவன் அவமானத்துக்கு ஆட்பட போகிறவன் எல்லாம் இதை விட்டுட்டு வேற ஃபீல்டே கிடையாது இது வந்து நிஜமாவே நடக்க போகுது ஒன்பது மணிக்கு காத்தாலினி உட்காரு அப்படியே பாரு அது துன்புற்ற துன்புற்றவன் புரியுதான் கடன்பட்டு துன்புற்று அவமானம் அவமானம் அவமானம் அவமானம் அவமானம் எவ்வளவு அவமானம் பாரு அங்கதான் நடக்க போகுது பெரியசபாதமே அங்கேதான் இருக்கு அதாவது ஒரு ஒரு லெவலுக்கு மேல என்ன ஆகும் இப்ப நோயினால இறக்குறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப வலியினோட உச்சம் போடுமா அதுக்கப்புறம் நோய் வலியே தெரியாது என்ன மனம் அனுபவிக்கிற தான் வலி அனுபவிக்கிற மனத்திலேயே மனத்தையே பார்க்கற லெவல் வந்துடும் வலியே கொடுத்துரும் புரியுதா என்னதான் இந்த வலி இப்படி இப்படி வலிக்குதே யாருக்கு இப்படி வலிக்குது அப்படின்னு அந்த யாருக்குன்னு பார்த்தா மனமே அத போல எல்லாத தொடர்ந்து கட வேண்டி அட்லீஸ்ட் ஆரம்பிக்கத்துக்கு இவங்கெல்லாம் கொஞ்சம் எல்லாம் பண்ணுவோம்பாதி தனங்கைய பண்ண முடியும் அப்படின்ற கொஞ்சம் அதிகம் எதுவுமே கிடையாது உள்ள பூரண அமைதி இருக்கு பூரண சுரூபம் இருக்கு அது யாருக்கு அருகில் இருக்குன்னா துக்கப்பட்டவர்களுக்கு அருகில் இருக்கு உறவுகளாலேயும் சூழ்நிலைகளாலும் இவங்களுக்கு என்ன புல் புக் பண்ணிருப்பான் நாளைக்கு எங்க போலாம் நாளைக்கு எங்க போகலாம் அப்படியே டைம் அவர்கள் இருக்க மாதிரியும் அதுக்கு வேண்டிய எல்லா ஏவலாட்கள் எல்லாம் இருக்க மாதிரியும் பணம் இருக்க மாதிரியும் எங்க போறதுனாலும் எதை பண்றதுனாலும் எல்லாம் வளமை இருந்தா பிஸியா இருக்கும் அப்படின்னா இன்னும் போகுதுன்னு அர்த்தம் மறத்து போது மறந்தும் போது கரெக்டா அவன் விசாரிக்க முடியாது மனத்தின் உருவ மறவாது உசாவ எப்ப ஏற்பட்டவனுக்கும் நம்ம சொல்லி கொடுக்கறோம் மனமென ஒன்று இல்லை இந்த ப்ராஜெக்டே இல்லை தனியாவே இல்லை அப்படின்னா என்னுடைய தனியான சஃபர் பண்ணுகின்ற ஒரு நான் இல்லை உறவுகளால் அடிபடுகின்ற ஒரு நான் இல்லை புரியுதுங்களா இந்த அளவுக்கு தள்ளின அதே இதுதான் இது இதே யூடியூப்ல இதே சசங்கங்கள் தானே வந்துட்டு இருக்கேன் விஞ்ஞானமாக தானே வந்துகிட்டு தைரியமா உட்காருங்க எங்கேயும் போகாதீங்க வெளியில திட்டிக்கிட்டு இருக்காங்களோ உட்காந்து வாங்க பொறுமையாங்க இப்படி பொறுமையா இருக்கிறது பார்த்து கூட உனக்கு கோபம் வரும்பா நான் வாங்கிட்டு இருக்கேன் சுடு சொற்களை நான் வாங்கி கொண்டிருக்கின்றேன் அப்படின்ற மகாத்மா காந்தி எப்படி இருந்தாரு கிளீனா தெரிஞ்சு பண்ணுவாருங்க அவரு சட்டம் போட்டுருவாங்க பிரிட்டிஷ்காருங்க நம்ம ஊரை வந்து அவங்க ஆடுறாங்க நம்ம இப்படி இருக்கணும் நம்ம தெருவுல அப்படின்னு அவங்க சட்டம் போடுவாங்க சட்டம் போட்டோம்னா அவரு பஸ்ட் இதை எதிர்க்கணும் அது நல்ல சட்டமாக கூட இருக்கலாம் ஆனாலும் இதை ஒத்துக்கூடாது நீக்க போடக்கூடாது திஸ் இஸ் நாட் யுவர் ஹவுஸ் கரெக்டா நீ போடக்கூடாது அதுக்கு என்ன பண்ணிவிடுவார் கிளீனாக எல்லாரையும் கூட்டிவிடுவார் நம்ம வந்து இதை ஆப்போசிட்டாக பண்ணுறோம் அவன் எந்த தெருவுக்குள்ளே நுழையக்கூடாதுன்றும் கேங்காக பத்தாயிரம் பேர் நுழைறோம் அப்படின்வான் அதே முன்னறிவிப்பே சொல்லிவிடுவார் அப்புறம் வந்து எல்லா லைனாக சொல்லிவிடுவார் அவன் கிடுகன்னு குதிரைப்படையோட வருவான் எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுவான் எல்லாரும் வந்து சண்டை போடக்கூடாது கையை நீட்டணும் அவன் கையில காபு போட்டு அழிச்சுட்டு போவான் எல்லாரையும் கொண்டு போய் அடைப்பான் நம்மளுக்கு எல்லாம் சாப்பாடு அமௌந்தா போடணும் இருக்கும் இதெல்லாம் வந்து அந்த ஜட்ஜு கூடயும் சரி அந்த யார் போட்ட அந்த இவரு அந்த அபிஷியல் இருக்காருங்க அவர்கிட்ட இணக்கமா பேசிக்கிட்டேன் நீங்க போட்டுட்டீங்க நாங்க பத்து மணிக்கு வரோம் நீங்க கரெக்டா போலீஸ் ஆரம்பிச்சிருங்க அஞ்சு நிமிஷத்துல அரெஸ்ட் பண்ணி அழிச்சிட்டு அப்படின்னு இது இதுதான் வந்து இதுதான் இங்க அன்பஞ்சானம் கூட அன்மஞ்சானம் என்ன தெரியும் மனம் எப்படி இருக்கு அது இருக்கும் எங்க தான் ஆரம்பிக்குது உள்ள ஆரம்பிக்கணும் எப்படி ஆரம்பிக்கிறது எல்லாத்தையும் பொறுத்துக்கிறது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டே இருக்குது அது ஒரு ரசவாதம் நடக்க ஆரம்பிக்கும் உணர்வுல வந்து மனத்தை கடந்துருவீங்க எண்ணங்கள்ல எவ்வளவு நேரம் வரும் அதுக்கே போயடிக்கும் கல்லூரி வங்கனா இருக்கான் சட்டையா பண்ண மாட்டேன்றான் கரெக்டா பேசாம போயிடும் இப்படியே வந்து வேற இது வேற ஒரு தீரமான விளையாட்டு புத்திக்கு கிடைக்கிற நிம்மதியும் ஆஸ்வாசமும் அந்த கான்பிடன்ஸும் நம்பிக்கையும் உள்ள பொருள் இருக்கு ஆழ்ந்த வர்க்கத்தில் பெரிய பொருள் இருக்குது பிரபஞ்சமே அந்த பொருள் தான் இது சும்மா பூத கண்ணாடி புத்தின்ற பூதக்கண்ணாடியில் ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு இருக்கு இதையே கான்ஃபிடன்ஸாக வச்சுக்கோங்க சகலமானவர்களும் தைரியமாக பண்ணுங்க உள்ள பொருள் இருக்குது இருக்குது அதனுடைய தன்மையே இருப்பு தான் அது அறிவு தன்மை அது பூரா டிவைன் ஃபீல்டு அதைரிய படுறதுக்கே ஒன்றும் கிடையாது எந்த லேயரில் எந்த எண்ணம் அவிழ்ந்து விழுதோ அதாவது உணர்ச்சி வசப்பட்டவனோட உணர்ச்சி வசப்பட்ட எண்ணம் அந்த உணர்ச்சிகள் அது விழுந்ததுன்னா விழட்டும் எண்ணுபவனோட எண்ணங்கள் விழுந்தால் விழட்டும் அடுத்தலேயருக்கு வந்துடுறீங்க இது எப்படி நடக்குதுன்றது தெரியாது அப்படியான ஒரு பரிமாற்றம் வந்து உங்களுக்குள்ளேயே நிகழும் தைரியமாக பண்ணுங்க காற்றால் ஒரு மணி நேரம் நைட்டு ஒன்று மணி நேரம் மற்ற கண்ணை விழிச்சிக்கிட்டு வேலை பண்ணிக்கிட்டே பின்னாடி இருந்துக்கிட்டே இருக்கணும் சும்மா இருந்துக்கிட்டே ஒருத்தன் இருந்துக்கிட்டே இருக்கணும் ஒருத்தன் இருக்கான் அவன் ஆழ்ந்த வருடத்துல இருக்கான் அவனை வெளில கொண்டு வரும் ஃபுல்லா நம்ம எல்லாருமா சேர்ந்து கொண்டு வரோம் தைரியமா பண்ணுங்க அடுத்த அவருடைய கேள்வியில சந்திக்கலாமா வேற ஏதானு இருக்கா எல்லாத்துக்கும் கிடைச்சிருச்சா சரி அடுத்ததுல சந்திப்பா நன்றி